எனக்கு ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணிச்சு என் ஃப்ரெண்ட் போயிட்டு மச்சா இப்படிதான் எனக்கு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணுச்சான் அப்படின்னா மச்சா இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு பொறி பசங்களையும் கூலி போறேன்னு தான பிடிக்குது